ஏக இரையச்சம் போச்சி நம்ம வாழ்க்கையை இஷ்டம்பலாச்சி நல்ல தலிவாக உணவில் வந்து தொழுக மனமில்ல நம்ம திருநிபாதையில் நுதின நடந்திடையே பெருந்தில்ல பல்ல இரையச்சம் போச்சி நம்ம வாழ்க்கையை இஷ்டம்பலமச்சாச்சி செல்லக்கூடாதுன்னு இறை தூகுதரை அனுப்பி வச்சான் நெர்வழியில் நாம் சென்றிடவேன்னை இறக்கி வைச்சான் செல்லக்கூடாதுன்னு இறை தூகுதரை அனுப்பி வச்சான் நெர்வழியில் நாம் சென்றிடவே இறைமாற உன்னை இறக்கி வைத்தான் இனவரை தீமை வந்து தொட்டு வீடுமா வாழிதான் போச்சி நம்ம வாழ்க்கையை நல்ல காலிமா உணர்வில் வந்து தொழுக மனம் நம்ம திருமாதை இல்ல நுதின நடந்திடையே பெரும் சொல்லி நம்ம வாழ்க்கையை இஷ்டம் வலாம சாட்சி உலகத்தின் நீ உழந்து கொண்டிருக்காதே உலகத்தின் இன்ப ஆசையிலே நீ உழந்து கொண்டிருக்காதே மரணம் தான் வரும் நேரத்திலே எங்கும் தப்பி ஓட முடியாதே மரணம் வரும் நேரத்திலே எங்கும் தப்பி ஓட முடியாதே கூட வருமா உதவிடுமா தாயிரை பெண்டு வில்லை கூட வருமா இல்லை சேர்த்து வச்ச சொத்துமா உயிர் போன பின்ன உன்னுடல் மண்ணுக்கு தான் இரையச்சம் போச்சி நம்ம வாழ்க்கையை இஷ்டம் போலாமச்சாச்சி நல்ல களிமா உணர்வில் வந்த தொழுக மனமில்லை நம்ம திருந்த பிபாதையில் நடந்திடையே பெரும் பொல்ல வல்ல இறைய வாழ்க்கையை அமைச்சாச்சி அபரிலே ஒன்ன வச்ச பின்ன ஒரு ஓலைப்பாய மேல விரிச்சி மண்ணி மூடிவார் கபரியிலே ஒன்ன வச்ச பின்னே ஒரு ஓலப்பாயமல விரிச்சி மண்ணத்தள்ளி ஒன்னு மூடிடுவார் அங்கு யாரும் இல்லை நீதான் தனிச்சி கேள்வி கேட்டிடத்தில் செய்திடு பல்ல இடையோ நம்ம வாழ்க்கையை இஷ்டம் போலாம சாச்சி நல்ல கரிமா உணர்வில் வந்து தொழுக மனமில்ல நம்ம திருநி பாதையில்லா நுதின நடந்திட ஏங்க பெரும் சொல்ல இரையற்றை உயிருடன் நீ வாழையிலே இந்த உண்மையத்தான் உணர்ந்திடணும் அண்ணன் நபி சென்ற பாதையிலே வாழில்லா நுதின நடந்திடணும் உணர்ந்திடணும் அடந்திடணும் அன்பாடல் கேட்டு தெரிந்திடணும் அல்லாவத்தனைந்து வேலை தொழுதிடணும் அன்பனாமில் கேட்டு தெரிந்திடணும் இதை கேட்டவங்க வாழ்க்கை என்றும் நம்ம திருந்தி அனுதீன நடந்திடையே இருந்த பெரும் பொல்ல பல்ல இறையம் போச்சி நம்ம வாழ்க்கையை இஷ்டம் போலாம சாட்சி